வணக்கம் மார்க்கெட் கொஞ்ச நாளாவே நல்ல டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு தெரியும் இந்த சார்ட் என்ன பண்ணணும்னா லைவாக இன்ட்ராடே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும் டெய்லி ஒரு ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு மினிட் கேண்டிலேயே அனலிஸ் பண்ணி மார்க்கெட் எந்த சைடு போகுதோ அந்த ஃப்ளோக்கேற்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கி மார்ச் டுவெண்ட்டி எத் மார்க்கெட் நயன் சிக்ஸ்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்லேயே நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிடுச்சு future trader இதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடன்னால் உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ செல்கால் வந்துருக்கு நீங்கள் அழகாக புட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம் செல் அட் தேர்ட்டி நைன் ஃபோர் அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குதுல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் ஒன் அண்ட் டூ மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு 99 நைன் பாயிண்ட் கிட்டக்க நமக்கு கால் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுன்னே நம்ம சொல்லலாம் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ண போகுது இந்த 100 பாயிண்ட்டை ப்ரேக் பண்ண போதா இது நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியும் நம்ம இந்த ஒன் மினிட் சாட்டில் கால்ஸ்னுடைய பர்ஃபாமன்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம் தான் சேனல் நேம் என்எஸ்சி கமாடி டிட்டெயிலர் அதில் போனிங்கன்னா உங்களால் டே வீடியோஸும் பார்த்துக்க முடியும் இப்போதைக்கு செல்கால் வந்துருக்கு ப்ரியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் அந்த பைக்காலையும் நாங்க ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் எப்போலாம் ட்ரெண்டு மாறுதோ பை செல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டு மாறையில் மட்டும்தான் நமக்கு கால்ஸே வந்து ஜெனரேட் ஆகும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் process தான் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ண முடியும் ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் வந்து மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இப்போ ப்ரீயஸ் டே பைக் கால் இந்த பை கால் பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்ட் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ செகண்ட் டாரெட்டுன்னு நல்ல ஒரு புலிஷில் ஃபினிஷ் ஆச்சு பட் மார்க்கெட் நமக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நாளாக இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் கிடைச்சா நல்லாவே வந்து நம்ம சார்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா நம்ம சார்ட்டுக்கு தேவை மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கிற கால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும் இது பேங்க் நிஃப்டின்னு இல்லை ஸ்டாக்ஸு கமாடிட்டி எல்லாத்துலேயுமே நீங்க அப்ளையும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படினா நமக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே போச்சு 39500 நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஒரு ஃபோர் கேண்டில் டவுன் செவன் மினிட் ஆஃப் செல் காலில் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று பிரேக் பண்ணியிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு நிஃப்டியும் பார்த்துடலாம் நிஃப்டியில் கரெக்டாக செவன்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவில் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஆனால் இங்கே ஃபஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் டூ ஸோ செவன்டீன் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வரும் மார்க்கட் அதை ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஆனால் செவன்டீன் தௌசண்ட் என்ன தான் பிரேக் அவுட் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து இப்போ மேலே போயிட்ருக்கு நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு இது வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் 39,000 நைன் தௌசண்ட் புட் ஆப்ஷன் நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம் ஏன்னா நமக்கு 200 ஹண்ட்ரட் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் அவுட் ஆஃப் த மணி தான் இருந்துச்சு டூ டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு பைக்கால் வந்தது 270 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இந்த 200 ஹண்ட்ரட் ரேஞ்சில் கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா நமக்கு 45 ஃபைவ் மேல மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு நீங்கள் டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் இல்லைனா ஃப்யூச்சர் சார்ட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல உங்களுக்கு எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு இன்ட்ரடே பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து இப்போ என்ட்ரி எடுக்கலாம் இப்போ எக்ஸிட் ஆகலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணோம் சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ